வணக்கம் சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம் டெய்லி கமாடிட்டி குரூட் 1 ஒன் மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது பெர்ஃபார்ம் பண்ணுது இதை நம்ம வீடியோஸாக அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி ஜனவரி தேர்ட்டின்னு ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு நல்ல ஈவினிங் மார்க்கெட் ஃபைவ் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு மார்க்கெட் மூவ் பண்ணிகிட்டு இருக்குது இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நிறையா ட்ரேடர்ஸ் இருக்கீங்க இன்டர்டே ட்ரேட் பண்ணுறவங்க இதில் பிகினர்ஸும் இருக்கீங்க அவங்களுக்குலாம் என்ட்ரி எங்கே எடுக்கிறது எக்ஸிட் எங்கே ஆறது இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது இதில் கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த சார்ட்டு அந்த ஹெல்ப்பு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும் எப்படின்னா ட்ரெண்டு மாறிச்சு அப்படின்னா கேண்டில்னுடைய கலரை மாற்றிடும் அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அப்படியே ஓப்பனான அந்த ரெட் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கூட லைன் டார்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக கொடுக்கும் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு செகண்ட் டார்கெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணி பண்ணலான்றவங்களுக்கு ரெண்டு டார்கெட்ஸ் கொடுத்துரும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு லைன் வந்து கிடச்சிடும் ஸோ லாஸ் வந்துச்சுன்னா இதோட நம்ம கட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் கூட சொல்லிக்கலாம் டெய்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இப்போ டைம் வந்து ஒரு சிக்ஸ் ஆகுது கால் ஜென்ரேட் ஆன ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர் ரேஞ்ச் வந்து பிரேக் வந்து கொடுக்குது மார்க்கெட் நல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு செல் கால் டார்கெட் அச்சீவ் பண்ணதை பார்த்தோம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் காலான பைக்கால் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு பைக்கால் எப்படி எங்கே வந்துச்சுன்ற ஒரு ஐடியா இருக்கும் பைக்கால் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு சிக்ஸ்டி வந்துச்சு எயிட் ஃபர்ஸ்ட் ஆர்டன் ஒரு ஒன் ஹவர் குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் அப்படியே ஈவினிங் பார்த்திங்கனா ஃபைவ் மார்க்கெட் இறங்குது ஸோ அதை நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி செல் கால் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஓரடையும் கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்றத லைவாகவே நமக்கு சொல்லிடும் அடுத்து ஒரு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட் ஒரு சேஃபாக எங்கே எய்ம் பண்ணலாம் அடுத்து கொஞ்சம் ரிஸ்க் வச்சு செகண்ட் டார்கெட்லாம் எங்கள் வெயிட் பண்ணலாம் ஸ்டாப்லாம் எங்கள் மெயின்டெயின் பண்ணலான்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்களா இந்த மாதிரி சார்ட்டை வாட்ச் பண்ணுவீங்க கால்ஸ் வரும் அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you